வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திரோஹியர் கலைச்செல்வி பேசுறோங்க மீன ராசியில பத்தி தான் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த ரேவதி நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுமே மீன வீட்டுலதான் விழுதுங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு லக்ன லக்னாதிபதி ரெண்டுமே எடுக்கோம் அதாவது ரேவதி நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியிலையும் லக்னாதிபதியிலையும் இருந்தா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்ன பலன் ராசியில உள்ள ரேவதி நட்சத்திரம் பார்க்க போறோம் இப்ப ரேவதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் புத்திசாலி புத்திசாலித்தனமான ஒரு பேச்சு அறிவாற்றல் அறிவு சிந்தனை பேச்சாற்றல் இது எல்லா டேலண்ட்டுமே இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இயல்பாகவே நல்லா ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பீங்க என்ன ப்ரொஃபஷனில் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருப்பீங்க லாயராகவும் இருக்கலாம் பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம் ஆடிட்டராகவும் இருக்கலாம் இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம் ஸ்கூலில் ஹெச்எம்ஆ இருக்கலாம் சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் அதாவது அவங்களுடைய ஜனகால ஜாதத்தை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதெல்லாம் மற்றபடி நீங்க வந்து ஒரு போதிக்கக்கூடிய இடத்துலதான் இருப்பீங்க ஒரு மெடிடேஷன் பண்றீங்க ஹீலிங் பண்றீங்க அதுல ஒரு சீஃபா இருப்பீங்க அதனால எல்லா டேலண்ட்டுமே உங்ககிட்ட இருக்கும் இயல்பாவே ஏன்னா புதன் பகவானுக்கு யாருக்குமே யாரும் கத்துக் கொடுக்கல பிரபஞ்சத்து மூலியமா இறைசக்தி மூலியமா தான் ஒரு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு அவருக்கு குரு இல்லைன்னு சொல்லலாம் அது மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து தன்னிச்சைய செயல்பட்டு அவங்களா முன்னேறி லைஃப்ல எந்த விதமா எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாம அதாவது அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம தன்னிச்சைய செயல்பட்டு வின் பண்ணக்கூடியவங்க தான் ரேவதி நட்சத்திரக்காரங்க நான் சொல்றது நட்சத்திரமாவும் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் லக்ன புல்லியாவும் லக்னாதிபதியமும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் அதுல எழுந்தது அப்படின்னா கோபது எழுத்தன்ட்ரோல் பண்ண முடியாது ரேவதி நட்சத்திரக்காரங்க நான் சொல்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ராங்க பேசுவாங்க அந்த டைம் வந்து எல்லாரும் சைலண்ட் ஆயிடணும் அது இல்லாம லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதாவது இவங்களுடைய லக்னாதிபதி மீன லக்னமா இருந்து குரு தன் வீட்டுல இருந்தாரு கரெக்டா கணிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரேவதி நட்சத்திரக்காருங்க இயல்பாவே அவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க இயற்க இயற்கை சக்தியில இருந்து இயற்கையா சில விஷயங்கள் அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இயல்பாவே சில விஷயங்கள் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதாவது பிரபஞ்சமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அது தன்னிச்சு தான் செயல்பட்டு வின் பண்ணுவாங்க ஆனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க நிறைய கஷ்டகாலம்லாம் இருக்கு இவங்களுக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அந்த டைம் வந்து இவங்க பின்னாடி இவங்க திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டகாலமாக தான் இருந்திருக்கும் இவங்க டேலண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா படிக்க வச்சிங்க அப்படின்னா டாப் லெவலில் வந்துடுவாங்க டாப் மோஸ்ட் இல்லை படிக்கல இவங்க படிக்கலனா கூட படிக்காத மேதையா இருப்பாங்க நாலு பேருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு டேலண்டா இருப்பாங்க பிஸ்னஸ்ல ஒரு பெரியாலதான் இருப்பாங்க அதாவது ஒரு படித்த நபர் வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருப்பீங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி படிக்காம இருந்தா எப்படி இவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா இவங்க பிஸ்னஸ் மூலியமா வெளிப்படுத்துவாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரிஸ் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய தன்மை வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இயல்பாகவே இருக்கு அதெல்லாம லக்ன புலியும் லக்னாதிபதியும் போய் உட்காந்துருக்குரிய ஒரு டேலண்டா இருப்பாங்க சாதிப்பாங்க லைஃப்ல வந்து எந்த விஷயமும் ஒரு விஷயத்துலியர் ஆயிடுச்சு பின்னோக்கி வரக்கூடிய ஆட்கள் கிடையாது ரேவதி முன்னோக்கி நகரக்கூடிய ஆட்கள் தான் ரேவதி நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் சனி பகவான் மதுர இந்த மாதிரி வீரமான ஆட்கள் தெய்வங்கள் தேவதைகள் தெய்வங்கள் வந்து பிறந்த நட்சத்திரக்காரங்க தான் இவங்க ரேவதி நட்சத்திரத்துல இத்தனை தெய்வமும் வந்து பிறந்திருக்காங்க ஆனா அதுக்குண்டான குணங்கள் இவங்க கிட்ட இயல்பவை இருக்கும் கோபம் அப்படின்றது இயல்பவை இருக்கும் ஆனா எந்த இடத்துல வெளிக்காட்டணுமோ அவங்க காட்டுவாங்க சில இடத்துல காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ப்பு கரெக்டா இருந்திருக்காது அதாவது பேரண்ட்ஸ் வந்து கரெக்டானபடி அவங்களை கரெக்டா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அதனால எல்லா இடத்துலயும் கோபப்படுவாங்க மதிக்க மாட்டாங்க யாரையும் சில பேர் அதாவது எல்லா ரேவதி நட்சத்திரம் சொல்ல சில பேர் நான் சொல்றேன் மதிக்காம இருப்பாங்க வழக்கமா இருக்கும் அவங்க பேரண்ட்ஸும் அதே மாதிரி இருக்கிறதுனால அத குடும்ப வழக்கமா அப்படியே வந்துருது மற்றபடி ரொம்ப பிரில்லியன்ட் மூவா தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்ல புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அதிகம் அறிவாற்றல் ரொம்ப அதிகம் பிரில்லியண்டா இருப்பாங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல சொல்ற இடத்துலதான் வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பாத்துட்டு வந்திருப்பாங்க கடந்து வந்திருப்பாங்க இப்ப படிக்காம இருந்தா என்ன சொன்னா இருப்பாங்க கண்டிப்பா சூப்பரா கொண்டு வருவாங்க அதே மாதிரி இவங்க பிறக்கும் போது என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் திசையில பிறக்குறாங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் புதன் திசை அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல படிக்கூடிய காலகட்டம்தான் ஏன்னா மீன லக்னமா இருந்து ரேவதி நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியாவது புதன் திசை வருது பதினேழு வருஷம் வருதுன்னா நாலு குடையவன் ஏழு குடையவன் நல்லா படிப்பாங்க சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி சொல்லுவோம் கேந்திராதிபதி நல்ல படிப்பீங்க அந்த முதல் பாதத்தை வச்சு நான் சொல்றேன் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு இந்த மூன்று நான்கு பாதங்கள் கடைசியே வரும்போது ஐந்து வருடம் மூன்று வருடமா வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதன் திசையில நான் முதல் பாதத்தை தான் சொல்றேன் முழுமையா பதினேழு வருடம் வந்து உங்களுக்கு புதன் திசை அட்டகாசமா இருக்கு நல்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதே வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சொன்ன பாருங்க மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு சரியானபடி படிப்பு சரியா கிடைக்காது கவர்மெண்ட்லயோ இல்ல இதுலயாவது வந்து சேர்த்தி படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு பிள்ளைங்க நல்லா பெரிய அளவு வருவாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நிறைய பேர் கலெக்டர் ஆயிருக்காங்க அது வேற விஷயம் இருந்தாலும் வந்து வீட்டில் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்காது அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன்னா அடுத்தது கேது திசை இல்லைங்களா ஏழு வருடம் கேது திசை ஆனால் வந்து நிறையா ஞானதார்கனே அவர் நல்லா படிப்பாங்க அந்த ஏழு வருடம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினேழுல ஏழு வந்து இருபத்தி வயசு வரைக்கும் நல்லா இருக்குங்க ஆனா பதினேழு வயதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் படிப்புல இதே மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு வயசுக்கு மேல பிறக்கும் போது கொஞ்சம் சுமாரா தான் படிப்பாங்க ஆனா ஒரு பத்து வயசு பதிமூணு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாப்பரா வந்துருவாங்க அதாவது டென்த் பிளஸ் டூலாம் பாத்தீங்கன்னா டாப்பரா இருப்பாங்க இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா மார்க் எடுப்பாங்க ஆனா இவங்களுக்கு புதன் திசையே வந்து பதினேழு வருடம் வந்துருது முதல் பாதத்திலேயே வந்து அவங்க பிறந்துடுறாங்க அப்படின்னா அந்த பதினேழு வருடம் வந்து அட்டகாசமாக இருக்கும் பிளஸ் டூ நல்லபடியாக எழுதிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது இவங்களுக்கு டஃப்பான பீரியடா இருக்கும் டஃபான பீரியட்னா ஒரு ஏழு வருஷம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் இவங்க படிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதனாலதான் மனசை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு காதல் பயப்படுறது அந்த டீனேஜ்ல காதல் தோல்வி ஏற்படுறது சரியா வந்து இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு சில பேருக்கு சரி அமையாது ஏன்னா ஏழாம் இடம்ன்றது உபயஸ்தானம் மீன லக்னமா இருந்து ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீடு அது புதன் பகவான் இவங்களுடைய லக்ன புள்ளிய நம்ம எடுத்துக்கலாம் மீனத்தை அது குரு பகவான் குருவோட பிள்ளை தான் புதன் ஆனா எந்த வித்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அதுதான் ரெண்டு பேருக்கு வாக்குவாதங்கள் இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த வாக்குவாதங்கள் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம் அதாவது மீன லக்னமா இருந்தா மீன ராசியா இருந்தால் லக்ன புள்ளி என்ன ஏழாம் கொஞ்சம் டிஃபிகல்டா தான் இருக்கும் நீங்கதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு வயது கடந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஒரு செட்டில் ஆகக்கூடிய டைம் அதாவது படிப்பு முடிச்சுட்டு கரெக்டா ஒரு ஜாப்ல போய் உட்காரக்கூடிய டைம் அது கரெக்டா சுக்கரதிசை இருபது வருடம் வந்து அட்டகாசமா உங்களுக்கு இருக்குங்க அதாவது உங்களுடைய லக்னப்படி சுக்கர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியா இருந்து தனஸ்தானாதிபதியா இருந்து லாபஸ்தானாதிபதியா இருந்தாருன்னா தன் வீட்டில் அவர் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணி பெரியால வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு போர்த்திஸ் மாதிரி நீங்க நிறைய வந்து பிரம்மாண்டமா சில டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க கோல்டு சில்வர் இதெல்லாமே நீங்க பண்ணலாம் ஏன்னா சுக்கரன் வந்து உங்க லக்னப்படி எங்க இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த இருபது வருஷம் வந்து உங்களுக்கு டாப் மோஸ்ட் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயது வந்துருது அந்த இருபது வருஷமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும்னு சொல்லலாம் இருபத்தி நாலு மேல நீங்க செட்டில் ஆகக்கூடிய டைம் ஜாப் கரெக்டாக கிடைக்கக்கூடிய டைம் அதே மாதிரி மனைவி அமையக்கூடியது கணவர் அமையக்கூடியது அந்த டைம்ல மனைவியா இருந்தா கணவரும் கணவராக இருந்தா மனைவியும் கரெக்டான படி உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் கொஞ்ச காலம் போன மாட்டி ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியாது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயது வந்துருதுங்க சுக்கர திசை முடியக்கூடிய தருணம் கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய திசை வந்துருது ஆறு வருடம் வந்து சூரிய திசை அம்பது வயது வந்துருது இந்த சூரிய திசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு குடையன் மீன லக்னமா இருந்தது ஆறு குடையன் வரும் தேவையில்லாத உங்களை குழப்பிட்டு உங்க கூட சுத்திக்கிட்டு உங்களையே கெடுத்துக்கிட்டு சில பேர் இருப்பாங்க சரியான உறவுகள் சரியா அமையாது உங்களுக்கு அதாவது நீங்க அக்கா தங்கச்சியா பிறந்திருக்கலாம் அவங்களோட ரிலேஷன் அதிகமா உங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்ப் கிடைக்காது அண்ணன் தம்பிங்களோட பிறந்திருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கூட பிறந்தவங்களாலேயே எந்த ஹெல்ப்பும் இருக்காது தன்னிச்சையா செயல்பட்டு வின் பண்ணி வரக்கூடியவங்க தான் ரேவதி நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த சூரிய திசையில மட்டும்தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த ஏழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ன்னே அவங்களுக்கு சொல்லலாம் ஆறு வருஷம் நாப்பத்தி நாலுல இருந்து ஆறு வருஷம் வந்து பெரிய ஸ்ட்ரகிள் ஐம்பது வயது வந்துருது கிட்டத்தட்ட ஐம்பது வயதுல வந்து நீட்டாக செட்டில் ஆயிடுவாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க மோஸ்ட்லி வந்து செட்டில் ஆயிடுவாங்க ஆனா சிறு வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தன்னிச்சையா செயல்பட்டு எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாம தான் இவங்க வருவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் வாழ்க்கையில ஒரு சாதனை மாதிரி இந்த விஷயம் அவங்க பிள்ளைகிட்ட சொல்றதாகட்டும் மனைவி கிட்டையோ இல்லை கணவர்கிட்டயோ சொல்றதாகட்டும் ஒரு பெரிய விஷயமா அது இருக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க லைஃபே வந்து பெரிய மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் விஷயம் வந்து கேட்கும்போது நிறைய விஷயங்களை அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அதே மாதிரி கோபம் தான் உங்களுக்கு அதிகமாக சட்டு சட்டுன்னு வந்துடும் அது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க ஏன்னா ராவணன் பிறந்தது அபிமன்யு பிறந்த நட்சத்திரத்தில் தான் நீங்க பிறந்திருக்கீங்க ரேவதின்றது அது இல்லாமல் சனி பிறந்த நட்சத்திரம்னா நியாயம் நேர்மை தர்மம் நியாயம் நேர்மைப்படிதான் நீங்க நடந்துப்பீங்க தவற நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பாக அது தப்புனா அந்த இடத்துல நீங்க சுட்டி காட்டிடுவீங்க இது தப்பு அப்படின்னு அது பெற்ற தாய் தகப்பனா இருந்தாலும் அது தப்பு தப்புன்னா சொல்லுவீங்க அது கரெக்டு நம்ம அப்பா அம்மா தான் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க நேர்மையா நடந்துப்பீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய தொழில் ஆகட்டும் நீங்க வேலை செய்யற இடம் ஆகட்டும் நேர்மையா நாணயமா நடந்துக்க கூடியவங்க வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க நட்சத்திரமும் எடுத்துக்கலாம் லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் வயது சந்திரதிசை வந்து பத்தாண்டு காலம்ங்க சந்திர திசை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இதே மீன லக்னத்துல பிறந்து ரேவதி நட்சத்திரம் லக்ன இருந்து ஐந்து கூடிய திசையா நடக்கும்போது பூர்வ புனியா பிள்ளைகளால பெருமை பிள்ளைகளால் சந்தோஷம் ரொம்ப ஆனந்த ஆனந்தப்படுறது எல்லாம மூலிமா சந்தோஷம் ஆனந்தப்படக்கூடிய காலகட்டம் இந்த ஐம்பது வயதுக்கு மேல பத்தாண்டு காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களோட வளர்ச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம பிள்ளைகளை அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க கிட்டத்தட்ட அறுபது வயது வந்துருதுங்க அதுக்கப்புறம் தான் செவ்வாய் திசையே வருது ஏழு வருட காலம் வந்து செவ்வாய் திசை அறுபத்தி ஏழு வருடம் அந்த செவ்வாய் திசையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் ஆல்ரெடி சுக்கர திசையிலே செட்டில் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டேன் இடம் வாங்குறது வீடு கட்டுறது நெகை வாங்குறது வீட்டில் சேவிங்ஸ் பண்றது எல்லாமே சுக்கர திசையிலே பண்ணிடுவீங்க அதுல மிஸ் பண்ணீங்கன்னா சூரிய திசையில கண்டிப்பா பண்ணியிருக்க முடியாது என நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா லக்ன புள்ளிய பார்க்கணும் லக்னாதிபதி வந்து உங்களுக்கு வேற லக்னமா இருந்தது அதாவது உங்களுக்கு வந்து கடக லக்னமா இருந்தா சூப்பராக இருந்திருக்கும் சூரிய திசை மீன லக்னமா இருந்ததுன்னா அது மைனஸ் தான் அடுத்து சந்திரதிசை ஜென்ரலா எல்லாத்துக்குமே நல்லா இருந்திருக்கும் சந்திர திசை வந்து நீங்க செட்டில் ஆகக்கூடிய டைம் இருக்கும் சப்போஸ் சுக்கர திசையில உங்களுக்கு கொடுக்காதவரு சந்திர திசையில உங்களுக்கு கொடுப்பாரு சந்திர திசையில உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் அந்த பத்தாண்டு காலமும் நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன சேர்த்துருமோ எல்லாமே சேர்த்து செட்டில் ஆயிடுவீங்க அடுத்தது வந்து குழந்தைங்க மேலதான் இருக்கும் உங்களோட ஹெல்த் மேலையும் அது குழந்தைங்க மேலேயும் இருக்கும் அதாவது டென்ஷன் அதிகமா இருக்கா பிபி சுகர் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது செவ்வாய் திசை ஏழு வருடம் அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையோ கஷ்டத்தை பார்த்து தான் வந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்களேதான் தன்னிச்சு செயல்பட்டு ஒரு முடிவெடுத்து நீங்க மேல வந்திருப்பீங்க அடுத்தது ராகு திசை அறுபத்தி வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டு காலம் வந்து பதினெட்டு வருடம் வந்து உங்களுக்கு ராகு திசைங்க ராகு திசை கஷ்டமான உங்களுடைய ராகு திசை ஒன்றாம் இருக்கேன் அதாவது உங்களுக்கு மூன்று நான்கு பாதங்களா இருந்தது அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுலயே கூட வரலாம் ராகு திசை அந்த ராகு திசையில வரும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரெயின் அஃபெக்ட் ஆகுறது ஹெட் ஏக் அதிகமா வருது வரும் இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துட்டு இருக்கணும் ஆண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமா தொந்தரவு கொடுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுது உடல் ரீதியான பாதிப்பு வந்து அந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த ராகு திசையில அதுக்கப்புறம் தான் குரு திசை வருது பதினாறு வருஷம் அப்பதான் நூறு வயசு டச் பண்ணிடுறீங்க குரு திசை வருது அந்த டைம்ல வரும்போது உங்களுக்கு மோட்சத்தை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்மீக சிந்தனை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அறுபது வயசுக்கு மேலேயே ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் நம்ம குருதசை வரும்போது நீங்க ஆன்மீக சிந்தனை நோக்கி பயணம் பண்ணிட்டு அந்த சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்படி நம்ம காலம்லாம் வந்தது எப்படி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா ரீவைண்ட் பண்ணி பார்ப்பீங்க உங்க லைஃப்பை அப்போ அது ஒரு அனுபவமா பாடமா மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க நிறைய விஷயம் எல்லாத்துக்கும் ரிட்டைர்மெண்ட் பேசிட்டே இருப்பீங்க ஏன்னா பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகமா இருக்கு பேச்சு திறமை அதாவது பாயிண்ட் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை எடுத்து வைக்கிற பாயிண்ட் வந்து கரெக்டா பேசுவீங்க அதே மாதிரி பாயிண்ட் வச்சு பேசுவீங்க இந்த இந்த விஷயம் இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் கரெக்டா இது தப்பு அப்படின்றது கரெக்டா நீங்க கணிக்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லலாம் அதனால வந்து உங்க லைஃப வந்து ஒரு ரீமேன் பண்ணி பார்க்கக்கூடிய டைம் அதுமீக சிந்தனை ஆன்மீக நாட்டத்தை வந்து அறுபது வயதுக்கு மேலேயே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு காலகட்டமா இருந்து மோச்சத்துக்கு எப்படி போடணும்னு நினச்சி நீங்க அதுக்கு ரெடி ஆயிடுவீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹீலிங் தரப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்